ஹலோ கைஸ் வெல்கம் டு ஏ டு சேர் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வித்தவுட் கேஒய்சி பேடிஎம் வாலெட்லேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிச்சுக்கிறேன் நான் இன்னும் ஃபுல் கேஒய்சி பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த சர்ச் பாரில் சர்ச் பாக்ஸில் கோல்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதை கிளிக் பண்ண சாரி ஃப்ரெண்ட்ஸ் screen மேலே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்லேயே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் என்டர் அமௌண்ட் அங்கே நீங்கள் இப்போ எவ்வளோ அமௌண்ட் சென்ட் பண்ணோமோ அந்த அமௌண்ட்டை போட்டுக்கோங்க இப்போ நூறுரூவா சென்ட் பண்ண போகிறீங்கன்னா அதில் நூற்றி போடுங்க ஏன்னால் கொஞ்சம் காசு கட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நூற்றி போட்டு சென்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் என்டர் ப் எவ்வளோ அமௌண்ட்டு சென்ட் பண்ணுமோ என்டர் பண்ணிவிட்டு பை கோல்டு அதை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ளிக் பண்ண பிறகு இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டும் பே பண்ணுறது உங்கள் பேடிஎம் வாலெட் மூலயமா பே பண்ணுங்க இல்லை பேடிஎம் வாலெட் மூலமாக பே பண்ணுறதுனா இங்கே கொடுத்து பே பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நெட் பேங்கிங் டெபிட் கார்ட் இது வேணால் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் அது கொஞ்சம் டைம் ஆகும் வெயிட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அஞ்சு ரூபா கோலாக மாற்றி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க 0.001 பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் அதை மட்டும் டாபூ வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ளோஸ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்ச் பாக்ஸில் போய் கோல்டுன்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு இது உள்ளே வாங்க உள்ளே வந்தீங்கன்னா அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் செல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை க்ளிக் பண்ணுங்கள் அது க்ளிக் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இதே இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் நான் உங்களை நாப்புக்கு வச்சுக்க சொன்னல ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கிராம் உங்களுக்கு என்ன காட்டுதோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நாபகம் வச்சுக்கிண இப்போது பை இன் கிராம்ஸ் அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இது போடுங்க கிராம்ஸில் போடுங்க நாப்புக்கு வச்சுக்க சொன்ன ஜீரோ கிராம்ஸ் போட்டு பை கோல்ட் அப்படின்னு கொடுத்த பேருக்கு உங்கள் பேங்க் டீல்ஸ்டர் பண்ண சொல்ல ஃ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நேமு ஐஏபிஎஸ்சி போட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு செல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உள்ளே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் உங்கள் நம்பர் அந்த நம்பர் ஓடிபி வந்ததுன்னா ஓடிபி என்ட்ரு பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்ம் கொடுத்து கொஞ்சம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கேன் இப்போது மெசேஜ் வந்துருக்கும் அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேடிஎம் பேடி பேடிஎம் கோல்டுந்து சேல் பண்ணதான் சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மெசேஜ் வந்துச்சு ஃபாரங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில்லன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்